மனித ஆற்றலில் மிகச்சிறந்தது உலக உலகத்திலும் அவசியமான ஆற்றல் மனித அதுக்கு பிறகு அறிவு அப்ப அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் இது இரண்டும் புதுமையா இருக்கும் எதுக்கு அரசு நிறுவ எனக்கு நானே மருத்துவமனை கட்டி வைத்தியம் படுத்திக்க முடியும் எனக்கு நானே பள்ளிக்கூடம் கட்டி தனியா படிக்க ஒரு மின் உற்பத்தி வச்சுக்கிட்டு உற்பத்தி மாதிரியில சோழர் மின் பூங்கா வச்சுக்கிட்டு மின்சார சோலார் தேவையான சாலையை போட்டு பயணிக்க முடியாது அதுக்குதான் புதுமையா ஒரு அரச நிறுவனம் ஆனா நீ வரி எடுத்துக்கிற மருத்துவத்துக்கு வரி எடுத்துக்கிற மின்சாரத்துக்கு மின் உற்பத்தி வியோகத்துக்கு வரி எடுத்துக்கிற சாலை போடுதல் பராமரித்ததற்கு வரி எடுத்துக்கிற கல்விக்கு வரி எடுத்துக்கிற குடிநீருக்கு வரி எடுத்துக்கிற ஆனால் இது எல்லாருக்கும் தரமான மருத்துவ தனியார் எங்களுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் உள்ள உலகம் கூட ஒரு புரிய